நிம்மதியான சந்தோஷமானது ஆசை உயிரை பற்றிய பயம் இது மாதிரி ஒரு கிளாஸ் வந்து எங்களுக்கு கொடுத்ததுக்கு வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப நன்றி தெரிவிச்சு நான் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் வந்து ஆன்மீகத்தில் எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட்லாம் எதுன்னு கிடையாது ஃபஸ்ட் உங்களுடைய வீடியோஸ் பார்த்து தான் வந்து ஆன்மீகத்தில் வந்தேன் பட் இப்போ கூட என்னால் நம்ம முடா நான் நம்ம முடா நான் ஆன்மீகத்தில் இருக்கணும் சொல்லிட்டு அப்புறம் இன்னொன்று என்னென்னா நம்மளை மாதிரி இருக்கிற யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து உங்களை பார்த்து இன்ஸ்பைர் ஆகி உள்ளே வராங்க ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் ஃபஸ்ட்டு ஏன்னா ஃபஸ்ட்டு யங்ஸ்டர்ஸ் லெவலில் வந்து நிறையா இது வந்து கிளாரிட்டி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு மேபி அது ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும் அவங்க லைஃப்க்கு அது ஒரு ட்ரான்ஸ்ஃபர் நெக்ஸ்ட்டு வந்து போகிறதுக்கு அது வந்து ரொம்ப தேவைப்படும் இது அதிகமாக பண்ணணும்னு நான் உங்கள்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணிக்கிறோம் கண்டிப்பாக நிச்சயமாக பண்ணிடுறோம் அவ்வளோதான் எல்லாம் அல்ல பரம்பொருள் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கட்டும் என்றால் எல்லா வித்தையும் தெரிந்து விடும் அதிக வித்தை எது ஒன்றை பற்றி நான் தெரிந்துவிட்டால் புரிந்துவிட்டால் வாழ்வில் வேறு எதையும் பற்றி நான் தெரிந்து கொள்ள அதான உண்மையான பொருளா இருக்க முடியும் அந்த பொருளுக்கு அந்த பொருளுக்கு பேர் என்ன அல்லது பரம்பொருள் அல்லது பரம்பொருள்னா என்னன்னு தெரியுமா இறைவன் நல்லதுதான் கொஞ்சம் பிரித்து பார்த்தீங்கன்னா தமிழ் மாதிரி ஞானம் அடைறதுக்கு மிக சிறந்த மொழி உலகத்துல எதுவும் கிடையாது வள்ளலாறு சொல்றாரு இன்னும் பெரிய நிலை ஞானிகள் நிறைய பேர் சொல்றேன் என்ன காரணம் வார்த்தையிலே பொருள் இருக்கும் பரம் அப்படின்னா என்ன அண்டம் அண்டம்னா என்ன கேலக்ஸி பொருள் அப்படின்னா என்ன பொருளுக்கு மட்டும் அர்த்தம் சொல்லுங்க பொருள்னா என்ன ஆப்ஜெக்ட் அல்லது மெட்டீரியல் மெட்டீரியல் வச்சுப்போமா சரி பொருள் அப்படின்னா அண்ட சராசரம் எங்கும் எந்த ஒரு பொருள் எல்லாமே இருக்கிறதோ அதனால பரம்பொருள் அப்ப அண்ட சராசரம் எங்கும் இருக்கக்கூடியது ஒரே பொருள் அந்த ஒண்ணுக்கு பேர் தான் பரம்பொருள் வேற எதுவுமே இல்லைங்கிறாங்க பரம்பொருள் பவுண்டேஷன் பேர் வச்சதுக்காக சொல்லலை உண்மையை உணர்ந்ததுனால அந்த பேர் வச்சு அது எவனும் வச்சுட்டு போனது அது பேரு அண்ட சராசரம் எங்கும் எந்த பொருட்கள் பரிணமித்திருக்கிறதோ ஏலியன்ஸ்லாம் இருக்குதோ அது எல்லாத்துக்கும் மூலப்பொருளாக எந்த பொருள் இருக்கிறதோ அந்த பொருளுக்கு பேர் அந்த பொருளுக்கு பேர் அந்த பரம்பொருள்தான் இறைவன் புரிந்ததா தெரிந்ததா உங்களுக்கு வேலை என்னென்னா கருக்கடை வைத்தியம் பண்ண போறீங்க என்ன வைத்தியம் பண்ண போறீங்க என்ன வைத்தியம் பண்ண போறீங்க நீட் எக்ஸாம் எழுதிடலாமா அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுங்க ஒரு நீட் எக்ஸாம் வைத்தியம் என்ன சென்று வைத்தியம் எந்த சென்று வைத்தியம் வைத்தியம் ஒரு சிட்டியை போட்டா எவ்வளோ ஒரு அணு இன்னொரு அணுவோட சேர்ந்த கம்மியான இதெல்லாம் எப்படி தம்பி புரிஞ்சுக்கிறேன் உங்களை தீண்டுமா சரி ஓகே நாய் கூட பேச்சுவார்த்தை நடத்துறாரு எப்படிங்க அது போல நாய் ஓடி வருதுங்க சிறுத்தை ஓடி வருதுங்க சிங்கம் ஓடி வந்து மடியில உட்காந்து பேசுதுங்க அவர்கிட்ட நாக்க வச்சு நக்குதுங்க அது எப்படி ஒரு சிங்கம் நாய் புலியெல்லாம் எப்படிங்க வரும் நான் என்னவா மாறிடுவேன் இந்த சிங்கம் புளி கரடி இதெல்லாம் மனிதனை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கா கண்ணில் பார்க்குறது ஒன்று கண்ணில் பார்க்குறதெல்லாம் அது நம்ம மெயினாக அதை எதாவது நம்ம நர மனிதனுக்கு ஒன்று இருக்கும் அதுக்காக ஸ்மெல் பண்ணிடுவேன் தெரிஞ்சுடுறது மனசன் தான் வேறுறது நான் என்ன பண்ணுவேன் பயிற்சி பண்ணி அந்த நரவாடைய உடம்புலேருந்து ரிலீஸ் பண்ணிடுறேன் ரிலீஸ் பண்ண உடனே என்ன ஆகுது அந்த விலங்குகளால் அதுகள் இருக்கும் அறிவுக்கு நம்ம மனுஷன்னு தெரிஞ்சாலும் கடவுள் மாதிரியே தெரியும் நரவாடை வச்சு தானேட்டி நீ வந்து மெயின்டைன் பண்ணுற நரவாடை வச்சு தானே நீ வந்து ஐடென்டிஃபை பண்ணுற ஃபோ உனக்கு இப்போ நரவாடை கிடையாதுன்னு தூக்கி விட்றேன் இப்போ உங்களை சித்து வேலை என்னை பொறுத்த வரைக்கும் பிரம்மாண்டமாக பார்க்காதீங்க நம்மளால் இதை பண்ண முடியுமா அதை பண்ண முடியுமா ஓரணும் ஈரணு மாற்றி நான் என்னங்க பண்ண போகிறேன் மலை மாதிரி மாதிரி நாயனங்க பண்ண போகிறேன் நீ எதுவாக நீ எதுவுமே பண்ணவேன் நான் மலை மாதிரி மாற போய்விலா காற்றுல பறக்க போகிறீங்களா தண்ணியில் நடக்க போகிறீங்களா நெருப்போட நெருப்பாக கரையை போறீங்களா ஊர் சுற்ற போறீங்களா எனக்கு இதெல்லாம் தேவையில்லை இது நீ வந்தாலும் பிரச்சனை இல்லை எனக்கு வரலனாலும் பிரச்சனை நீங்கள் ஒன்று மட்டும் தெரிஞ்சுங்க நிம்மதியான வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை அதை நான் அஷ்யூர் பண்ணுறேன் கன்ஃபார்ம் கிடச்சிரும் ஆனால் பயிற்சி டெய்லியும் பண்ணணும் அந்த பயிற்சி பண்ணுறது வந்து எக்ஸ்ட்ரீம் லெவல் அது வேறு மாதிரியான சில அனுபவங்கள்லாம் உங்களுக்கு கொடுக்கும் கண்டுக்க கூடாது என்ன பண்ணக்கூடாது ஏன் கண்டுக்க கூடாது உங்கள் வளர்ச்சியை தடை செய்யும் ஏன் தடை செய்யும் இன்னைக்கு ஒரு அனுபவம் உங்களுக்கு வரும் நால பின்ன அந்த அ அ அ அ அ அ அ அ அ அம் நல்லா இருந்தது நல்ல சுகமா இருந்தது இன்னைக்கு வரவே மாட்டீங்கன்னா அதே நினைச்சிட்டு உட்காருவீங்க எதிர்பார்ப்போடு பயிற்சி செய்பவனுக்கு முருங்கா கூட கிடைக்காது எதுவுமே கிடைக்காது எதிர்பார்ப்பு இல்லாமல் பயிற்சி செய்பவனுக்கு பல விஷயங்கள் கிடைக்கும் அதே போல இந்த பயிற்சி செய்ய செய்ய பிரபஞ்ச ரகசியங்கள் ஒவ்வொன்றாக உங்களுக்கு வெளியே தெரிய வரும் பல பிரபஞ்ச ரகசியங்கள் உங்களுக்கு தெரிய வரும் என்ன பண்ணணும் முத வேலையா பக்கத்து வீட்டுக்காரங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிடணும் பண்ணிடலாமா வாயே திறக்க கூடாது என்ன பண்ண கூடாது அவங்க முட்டாளாத்தான் நினைப்பாங்க குழந்தையாவே உங்களுக்கு அருள் பாலிக்கிறது நல்லா தானே இருக்குது அப்ப நீங்களே எப்படி இருக்கணும் இப்படித்தான் இருக்கணும் எப்படி இருக்கணும் எதை பார்த்தாலும் எதை உணர்ந்தாலும் எதை செய்ய முடிஞ்சாலும் செய்ய கூடாது அவங்ககிட்ட எக்ஸ்பிளேஷன் ஞானத்தை பத்தி என்ன வேணாலும் பேசுங்க அனுஷ்டானத்தை பத்தி வாயை தொடரக்கூடாது ஒவ்வொரு செகண்டு பல லட்சம் செல் சுருவாகுது பல லட்சம் செலுத்து சாகுது வரைக்கும் நீங்க பேசிட்டு இருக்கிறப்பருஜி நீங்க செத்து செத்து பொழைச்சிட்டு இருக்கோம் என்னவா பண்ணிட்டு இருக்கோம் என்ன ஆகும் அப்படின்னா இந்த பயிற்சி பண்ண பண்ண ஓபனாவே சொல்றேன் சாகுறதுக்கு பயிற்சி எடுக்க போறோம் எதுக்கு பயிற்சி எடுக்க போறோம் ஏன்னா அப்பதான் சாகும் நிம்மதியா உயிர் பிரியும் சந்தோஷமா உயிர் பிரியும் முக்திக்கு போக முடியும் எது ஒரு விஷயம் மொத்த பிரச்சனையும் தடுத்து நிப்பாட்டுது சாவு அதானே மரண பயம் இருக்கிறதுனாலதான் வேலைக்கு போறீங்க மரண பயம் இருக்கிறதுனாலதான் ஜம்பாரிச்சு போறீங்க மரண பயம் இருக்கிறதுனால தான் ஜெயிலுக்கு போக மாட்டீங்க மரணம் தான் உங்களுக்கு எண்டில் கொண்டு வந்து நிப்பாட்டோம் நீங்க நல்லா பாருங்க மைண்ட் ஆஃப் பண்ணிக்கிட்டே வாங்க டக்கு நீ சாவ போறன்னு கொண்டு வந்து நிப்பாட்டி உங்களால பதிலே சொல்ல முடியாது ஆசை உயிரை பற்றிய பயம் இன்னைக்கு ஒரு விஷயம் சொல்ற எழுதி வச்சிருந்தீங்க உண்மையாவே நீங்க ஞானியா சாவதற்கு துணிவ வேண்டும் இந்த மிராக்கிள் கேள்விப்பட்டிருக்கீங்களா கேள்விப்பட்டிருப்பீங்க யாருக்காவது நடந்திருக்கா நடந்துருக்கலாம் அதெல்லாம் மிராக்கிள் நான் கேட்டாங்க சொல்ற மாதிரி இருக்கும் இன்னொரு நாள் சொல்றேன் இந்த மிராக்கிள் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருப்போம் நமக்கு நடக்கிறதா மிகப்பெரிய மிராக்கள் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம் அதெல்லாம் உடைக்கிற மாதிரி ஒரு சம்பவம் ஒண்ணு நடக்கும் உங்களுக்கு என்னங்க மரணத்தை கொண்டாடுங்க செலிப்ரேட்றாருங்க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 பல உயிர்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடியாத பல நபர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கல்வித்தொகை கட்டி வச்சிருக்கோம் அதுபோக ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் நல்ல லெவலில் ரீச் ஆனவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் நல்ல லெவலில் வரணும்னு சொல்லி அவங்களும் ஸ்பான்சர்ஷிப் பண்ணி அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து அனுப்பிச்சு வச்சுருந்திருக்கோம் ஃபுட்பாலில் நேஷனல் லெவலில் நீங்கள் அனுப்பும்போது உங்களால் எவ்வளவு முடியும் அவ்வளோ இவ்வளவு தான் பண்ணணும் அப்படின்ற நிர்பந்தம் கிடையாது வாழ்வில் பல பிரச்சனைகளை மாற்றி அமைக்க பல டோர்ஸ் ஓபனாக உங்ககிட்ட இருக்கிறத அதிகமாக வெளியே கொடுங்கள் உங்களால் முடிந்தவர்களுக்கு உங்கள் கைகளாலேயே கொடுங்கள் ஞானமும் இந்த தானமும் இரண்டும் இரண்டு கண்களாக பரம்பூர் அறக்கட்டளைக்கு எப்போதும் செயல்பாடாக இருக்கும் அதற்கு முடிந்த பண அல்லது பொருள் நீங்க செய்யணும்னு விருப்பப்படுறோம் ரெகுலர் பேசிஸ்ல பண்ணும் இந்த பவுண்டேஷனை அடுத்த கட்டம் மக்களுக்கு உதவுவதற்காக நாம் நடத்தி செல்லலாம் நன்றி வணக்கம்